ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் வியர்வர்னா ஃப்ரம் சிறுமுகை காயமுட்டூர் டிஸ்ட்ரிக் நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது சூப்பரான ட்ரெண்டிஸ் ஆஃப் சில்க் சாரீஸுங்க வாங்க ஒவ்வொரு சாரியை நம்ம பார்த்தலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆளுங்கிறதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு சாரீ நம்பர் டூ ஜீரோ சிக்ஸ் இந்த சேரீ நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா டர்னிங் ஒர்க் சாரின்னு சொல்லுவோம் அதாவது பாட்டம் சைடில் மட்டும் டிசைன்ஸ் இருக்கும் ஒன் சைட் பார்டர் அப்படின்னு கூட நம்ம சொல்லிக்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறதே சிங்கிள் கலர் சேரிங்க அதாவது பல்லு பாடி ஆஃப் சேரீ ப்ளவுஸ் மூணுமே ஒரே கலரில் இருக்கக்கூடியது சாக்லேட் ப்ரவுன் கலரில் இருக்குதுங்க இது ப்ளவுஸ் ப்ளவுஸ் பிளைனாக இருக்குங்க பாடியில் டாப்பில் ஃபுல்லாக சின்ன சின்ன புட்டா டிசைன்ஸ் இருக்குது பாட்டம் போர்ஷனில் மட்டும் உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாகவே உங்களுக்கு டிசைன்ஸ் இருக்குது அதுதான் டர்னிங் ஒர்க்னு சொல்கிறோம் ஒன் சைட் பார்டர் கோல்டு அண்டு சில்வர் ஜரில நம்ம இதை மேக் பண்ணியிருக்கோம் இந்த சாரீஸ் எல்லாமே ஹேண்ட்லூம் மேடுங்க பியூர் சில்க் சாரீங்க ஒவ்வொரு சாரீ கூடையும் கட்டாயம் சில்க் மார்க் டேக் வந்துடும் இப்போ பார்க்குற சாரி நம்பர் டூ இந்த சாரீஸுடைய ப்ரைஸ் சிக்ஸ் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் ருபீஸ் ஓன்லி மட்டுமேங்க இந்த வீடியோவில் பார்க்குற எந்த ஒரு ஸாரீ நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணாலுமே சிக்ஸ் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு வித் ஃப்ரீ ஷிப்பிங்கில் ஆல் ஓவர் உங்களுக்கு கிடைக்கும் நெக்ஸ்ட் சாரீ பார்க்குறோம் பலன் ப்ளவுஸ் கிரே கலர் பாடி ஆஃப் சேரீ மெரூன் கலர் இதில் ஃபுல்லாகவே கோல்டு டெஸ்டட் சரி தாங்க யூஸ் பண்ணியிருக்கோம் எல்லா சேரீலேயுமே உங்களுக்கு கீழே பாட்டமில் பாருங்க எவ்வளோ தூரம் அந்த டிசைன் இருக்குங்கிறத நீங்களே பார்த்துக்கலாம் அந்த உள்சத்துக்கு மட்டுந்தான் இருக்காது மத்தபடி மேக்ஸிமம் ஸாரீயில் ஃபுல்லாகவுமே அந்த கீழே பார்டர் வந்துருங்க நெக்ஸ்ட்டு சாரீ நம்பர் டூ சேம் டிசைனுங்க இது கலர் வந்து க்ரீன் அண்ட் கிரே காம்பினேஷன் பலர்ன் ப்ளவுஸ் க்ரே கலர் body பாடி ஆஃப் சேரீ கிரீன் கலர் ஃபுல்லாகவே கோல்டு டெஸ்ட் சரி தாங்க நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் இது வந்து கிரே கலர் அப்படிங்கிறதுனால ஒயிட் அண்டு black காம்பினேஷன் ஸோ பிளாக் கலர் த்ரெட்டு வந்து விசிபிள் ஆகுங்க சாரியில் கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன் அவைலபிளாக இருக்குங்க கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷனுக்கு extra charges வருங்க அதாவது சாரியுடைய ப்ரைஸ் சிக்ஸ் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் ப்ளஸ் எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் இருக்குது அந்த எக்ஸ்ட்ரா சார்ஜஸ்ஸை ஸாரீ புக் பண்ணும்போது நீங்கள் பே பண்ணணுங்க அப்போ தான் உங்களுக்கு எங்களால் கேஷ் ஆன் டெலிவரியில் ஸாரீ புக் பண்ண முடியும் ஸாரீ நம்பர் டூ ஜீரோ நைன் தென் கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷனில் நீங்கள் எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் பண்ணி புக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் ஸாரீ பார்சல் டெலிவர் பண்ணுவோம் பார்சல் வாங்கும்போது நீங்கள் சாரியுடைய ப்ரைஸ் சிக்ஸ் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் கொடுத்து ஸாரீ பார்சல் வாங்கிக்கணுங்க நெக்ஸ்ட் நீங்கள் பார்க்குறது பல்லுவன் பிளவுஸ் இங்க் ப்ளூ பாடி ஆஃப் சாரி மெருன் கலருங்க டார்க் டார்க்காக தான் இருக்கும் நல்லா டார்க் காம்பினேஷனில் இருக்கக்கூடியது இதில் காப்பர் அண்டு சில்வர் ஜரி நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் கீழே வரக்கூடிய மேங்கோ டிசைன்ஸுமே வந்து காப்பர் அண்ட் சில்வர் ஜரி நெக்ஸ்ட்டு சாரி நம்பர் டூ ஒன் ஜீரோ சேம் பேட்டர்ன் தாங்க இப்போ பார்க்குறதுமே மேங்கோ டிசைன் வரக்கூடியது தான் கிரே கலர் பாடி ஆஃப் சாரி க்ரீன் கலருங்க இந்த க்ரீன் வந்து எப்படி இருக்குன்னா கொஞ்சம் டிம்மாக தான் இருக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஒரு பேஸ்டல் க்ரீன் மாதிரி இருக்கும் இதில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய சரி சில்வர் அண்டு கோல்டு இந்த ரெண்டு டெஸ்டட் சரி நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் அண்ட் இந்த சாரீஸ் எல்லாமே பியூர் சில்க் சேரீங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் ப்யூர் சில்க் ஒவ்வொரு சேரீ கூடயும் கட்டாயம் சில்க் மார்க்டாக் வந்துடுங்க அண்ட் கைத்தறியில் நான் சர்வ் பண்ண சாரீங்க இது எல்லாமே சாரி நம்பர் டூ டபுள் ஒன் சேம் பேட்டர்ன் தாங்க சேம் மேங்கோ டிசைனில் இருக்கக்கூடிய இதுதான் பாடி ஆஃப் சாரீ நேவி ப்ளூ பல்லுவன் ப்ளவுஸ் கிரே கலர் கோல்டன் சில்வர் டெஸ்ட் சரீ நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் இன்டர்நேஷ்னல் ஷிப்பிங் அவைலபிளாக இருக்குதுங்க இன்டர்நேஷ்னல் ஷிப்பிங்கு shipping charges extra வருங்க இந்தியாவாக இருந்தா, இந்தியாவுக்குள்ளே எந்த ரீஜன் எந்த பிளேஸாக இருந்தாலுமே சரிங்க ஃப்ரீ ஷிப்பிங்கில் நாம் உங்களுக்கு டெலிவர் பண்ணுறோம் கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷனில் ஒன் ஆர் டூ சாரீஸ் மட்டுமே எங்களால் ப்ரொவைட் பண்ண முடியுங்க இதே ப்ரீ பேமெண்ட் ஆப்ஷன்ஸில் நீங்கள் எவ்வளோ நம்பர் ஆஃப் சாரீ வேணாலும் ப்ரீபே பண்ணி வாங்கிக்கலாம் இந்தியாவுக்குள்ளே ஃப்ரீ ஷிப்பிங்கில் நம்ம அனுப்பி வைக்கிறோம் இப்போ நீங்கள் பார்க்குற சாரியுடைய நம்பர் டூ ஒன் பல்லூன் ப்ளவுஸ் கிரே கலர் body பாடிஃப் சாரி பர்பிள் ஷேடில் வருங்க கொஞ்சம் டார்க்காக இருக்கும் இதுலேயும் கோல்டு அண்ட் சில்வர் சரி நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் அண்ட் இது கைத்தறியில் நான் சோவ் பண்ண சாரி அப்படிங்கிறதுனால சின்ன சின்ன கைத்தறி மார்க்ஸ் கண்டிப்பாக இருக்குங்க அது எல்லாம் கண்டிப்பாக டேமேஜ்க்கு வராது சாரி நம்பர் 213 இந்த சேரீயில் பல்லுவன் பிளவுஸ் கிரே கலர் பாடி ஆஃப் ஸேரீ க்ரீன் கலர் இது வந்து ஹைபிஸ்கஸ் டைப்பில் இருக்கக்கூடியது ஸோ பாட்டமில் இருக்கக்கூடிய அந்த ஹைபிஸ்கஸ் சில்வர் கோல்டு அண்ட் காப்பர் மூணு டெஸ்டட் சேரீலாம் இருக்குங்க இது வந்து பிளாக் கலர் த்ரெட் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால சேரீல கண்டிப்பாக பிளாக் கலர் த்ரெட்டு அங்கங்கே விசிபிளாக இருக்குங்க அது வந்து டேமேஜ் கிடையாது யூஷுவலாக நம்ம பிளாக் த்ரெட் யூஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த சேரீஸில் தெரியுங்க 6700 தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு உங்களுக்கு இந்த சாரீ கிடைக்கும் சாரி நம்பர் டூ ஒன் ஃபோர் சேம் ஹைபிஸ்கஸ் pastel பட் பேஸ்டல் ஷேட்ஸில் இருக்குது க்ரீன் green பேஸ்டல் க்ரீன் அதாவது ஒரு டபுள் ஷேட் மாதிரி இருக்கும் கிரீன் அண்ட் கிரே அந்த ரெண்டு காம்பினேஷனில் இருக்கும் பல்லூர் பிளவுஸ் கிரே கலருங்க இதுலேயுமே பாட்டமில் வரக்கூடிய ஹைபிஸ்கஸ் டிசைன் சில்வர் காப்பர் அண்ட் கோல்டு மூணு டெஸ்ட் சரீன்லேயும் இருக்குங்க நான் நக்கீல சாரீல காட்டிடுறேன் எவ்வளோ தூரம் அந்த டிசைன் இருக்கு அப்படிங்கறத நீங்களே பார்த்துக்கலாம் உள்சத்துக்கு மட்டும்தான் இருக்காதுங்க மற்றபடி பாடி ஃபுல்லாக உங்களுக்கு அந்த டிசைன்ஸ் வந்துடும் நெக்ஸ்ட் சாரீ நம்பர் டூ ஒன் கஸ்டமர்ஸ் ரீசேலர் ஹோல்சேலர்ஸ் உங்களுக்கு செப்பரேட் வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனை மென்ஷன் பண்ணியிருக்கோங்க அந்த நம்பரை பார்த்து நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்க கால் பண்ணவே வேண்டாங்க மெசேஜ் பண்ணுங்கள் உங்கள் மெசேஜஸ்க்கு கண்டிப்பாக ரிப்ளை வரும் இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கறது சேம் ஹைபிஸ்கஸ் பேட்டர்னே தான் பலூர் ப்ளவுஸ் கிரீன் கலருங்க இது வந்து எக்ஸாக்டாக சொல்லணும் அப்படினா சாணி கலர் அப்படின்னு சொல்லலாம் தப்பாக நினச்சிக்காதீங்க இதை பார்த்த உடனே எனக்கு அந்த கலர் அப்படி இருந்தது க்ரீன் கிரீன் ஷேடுங்க பளுவன் ப்ளவுஸ் பிங்க் அண்டு எல்லோ காம்பினேஷனில் இருக்குங்க அதாவது பிங்க் அண்டு கோல்டன் எல்லோ அந்த ஒரு காம்பினேஷனில் ல லைட்டாக இருக்குது டபுள் ஷேடடாக இருக்குது சரி ஆஸ் யூஸ்வல் சில்வர் கோல்டு அண்டு காப்பர் மூணு ஜரிலையுமே இருந்ததுங்க சேம் பேட்டன் தான் இப்போவும் பார்க்குறோம் இதுலேயுமே சரி கோல்டு சில்வர் காப்பர் மூணு ஜரில இருக்குதுங்க இதுவும் பேஸ்டல் தான் பேஸ்டல் ஷேட் தான் லைட் ஷேடு தான் நிறைய பேர் இந்த ஹைபிஸ்கஸ் பேட்டன் கேட்டுகிட்டே இருந்தீங்க இப்போவே உங்களுக்கு வந்து மோர் தென் த்ரீ சாரீஸ் வந்து நம்ம ஷோ பண்ணியிருக்கோம் உங்களுக்கு பிடிச்சிருக்குதுன்னா வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் மெசேஜ் பண்ணி புக் பண்ணிக்கலாங்க பல்லவன் ப்ளவுஸ் க்ரே கலர் பாடி ஆஃப் சேரீ டபுள் ஷேடுங்க இது வந்து yellow and கிரே இந்த ரெண்டு காம்பினேஷனில் இருக்குதுங்க ஒரு ஆங்கிளில் பார்க்கும்போது எல்லோ கலர் ஒரே ஆங்கிளில் பார்க்கும்போது க்ரே கலர் மாதிரி தெரியுதுங்க நெக்ஸ்ட் ஸாரீ நம்பர் டூ சூப்பரான கலர் காம்பினேஷன்ஸ் அண்டு ஃபுல்லாகவே சில்வர் சரி ஒர்க் பண்ணியிருக்கிறதுனால சேரீ பார்க்கவே ரொம்ப கிராண்டாக அழகாக இருக்குதுங்க பழுவன் ப்ளவுஸ் மெரூன் கலர் படி ஆஃப் சாரீ க்ரே கலர் ப்ளவுஸ் வந்து எல்லா சேரீலையுமே ப்ளைனுங்க கான்ட்ராஸ்டாக இருக்குது சாரியுடைய லென்த்து சிக்ஸ் பாயிண்ட் டூ மீட்டர்ஸ் இன்க்ளூடிங் ப்ளவுஸ் உடங்க இதில் நான் கீழ் போர்ஷனையும் காட்டிடுறேன் பாருங்கள் எவ்வளோ தூரம் இருக்குங்கிறத இப்போ நீங்கள் பார்த்துக்கலாம் கீழே ஸோ அவ்வளோ தூரம் இருக்குது ஃபுல்லாகவே சில்வர் ஜெரீ ஒர்க் பண்ணது தாங்க சிக்ஸ் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் ஆல் ஓவர் இந்தியா ஃப்ரீ ஷிப்பிங்கில் உங்களுக்கு இந்த சாரி கிடைக்கும் சாரி நம்பர் 218 ஒன் எயிட் சேம் பேட்டர்னுங்க இது வந்து green body color வந்து green color pastel green தான் அதாவது டபுள் ஷேடு தான் லைட் green தான் பலூன் ப்ளவுஸ் இது வந்து ஒரு பெய்ஜ் கலரே வந்து லைட் beige கலராக இருக்குதுங்க மட்டுமே தாங்கல குவாலிட்டி பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா ரிட்டன் அவைலபிள் இல்லைங்க ஒன்லி சாரி டேமேஜ் வந்திருக்கு அதுவும் என்ன டேமேஜ் அப்படின்னா அவங்களுக்கே தெரியும் இந்த சேரீ வந்து கண்டிப்பாக வியர் பண்ண முடியாது இது ஸ்ட்ரெயின் இருக்குது கட்டாயிருக்கு ஸாரீ இங்கே கலர் இங்கே மாறி இருக்கு இங்கே டை இப்படி ஆகிருக்கு அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா கட்டாயும் நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறோங்க ரிட்டன் நம்ம வாங்கிக்கிறோம் அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது அன்பாக்சிங் வீடியோ அனுப்பணுங்க இப்போ நீங்கள் பார்க்குறது பழுவன் ப்ளவுஸ் கலர் பாடி ஆஃப் ஸாரீ டபுள் ஷேடுங்க கோல்டன் எல்லோ ஃபுல்லாக சில்வர் ஜெரி ஒர்க்கு தாங்க சாரியுடைய நம்பர் நான் சொல்லிடுறேன் சாரியுடைய நம்பர் 219 இந்த சாரியுடைய நம்பர் 219 ஒன் நைன் இப்போ நம்ம பார்க்குறது நம்பர் 220 இதுக்கு முன்னாடி பாஸ்ட் ஒரு டூ வீக்ஸ் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூசஸ்னால மெசேஜஸ்க்கு வந்து எங்களால் சரியாக ரிப்ளை பண்ண முடியாமல் இருந்தது மெ கால்ஸுமே வந்து ரெஸ்பாண்ட் பண்ண முடியாமல் இருந்தது பிகாஸ் ஆஃப் ஹெல்த் இஷ்யூஸஸ் அதனால தான் இனிமேல் வந்து நாங்கள் ரெகுலராக அப்டேட்டும் பண்ணுறோம் அண்ட் ஆல்சோ உங்களுக்கு ரெஸ்பான்ஸும் பண்ணுறோம் ரிப்ளைவும் பண்ணுறோங்க இப்போ நீங்கள் பார்க்குறது பல்லுவன் பிளவுஸ் மெஜந்தா கலர் இதுலேயும் நான் கீழே போட் போர்ஷன் மட்டும் காண்ட்ர பாருங்கள் ஃபுல்லாகவே சில்வர் ஜெரி ஒர்க்கு தாங்க ரொம்ப நல்லா கிராண்ட் ஒர்க்காக இருக்கும் மெஜந்தா கலர் பாடி கலர் பார்த்துட்டிங்கன்னா டபுள் ஷேடு கோல்டன் எல்லோ வித் பிங்க் காம்பினேஷனில் இருக்கும் கோல்டன் எல்லோ வித் பிங்க் காம்பினேஷன் நெக்ஸ்ட் ஸாரி டூ ட்வெண்ட்டி ஒன் சாரி நம்பர் டூ ட்வெண்ட்டி ஒன் பளுவன் ப்ளவுஸ் மெஜந்தா கலர் பாடி ஆஃப் ஸாரி மஸ்டர்ட் எல்லோ ஃபுல்லாக சப்போஸ் இப்போ first time டைம் எங்கள் சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சேனல் வந்து subscribe பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணி அவ்வளோங்கிறதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்கள் வீடியோடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும் நாங்கள் சாஃப்ட் செல் சேரீஸில் நிறைய வெரைட்டிஸ் வந்து நம்ம update பண்ணிகிட்டே இருக்கோம் ஃபோர் தௌசண்ட்லேருந்து எயிட் தௌசண்ட் ஃபைவ் வரைக்கும் இருக்கக்கூடிய சாரீஸ் எல்லாம் நம்ம அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கோங்க ஸாரீ நம்பர் ட்ரிபிள் டூ ஸாரீ நம்பர் அண்ட் ஆல்சோ எங்கள் வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் நீங்கள் அந்த லிங்க் யூஸ் பண்ணி குரூப்பில் கூட ஜாயின் பண்ணிக்கலாம் ஏன் அப்படின்னா சீக்கிரமாக எங்கள்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கும் அண்டு நம்ம என்னென்ன மாதிரி வெரைட்டிஸ் எல்லாம் எந்த டைமில் என்ன ப்ரைஸில் அப்டேட் பண்ணுறோங்கிற எல்லா நோட்டிஃபிகேஷனுமே நம்ம ஃபஸ்ட்டு வாட்ஸ்அப் குரூப்பில் தான் நாங்கள் உங்களுக்கு கொடுப்போம் அப்படி இருக்கும்போது நீங்கள் குரூப்பில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த நோட்டிஃபிகேஷன் வரும்போது இந்த அந்த சாரீஸ் வீடியோ பார்க்கலாம்னா நீங்கள் தாராளமாக பார்த்து வாங்கலாம் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் தாராளமாக அப்படி நீங்கள் ஸ்கிப் கூட பண்ணிக்கலாம் அதுக்காக தான் இப்போ body of பாடி dark brown color full கலர் silver சில்வர் சரி ஒர்க்குங்க பழுவன் ப்ளவுஸ் டார்க் சிமெண்ட் கலருங்க இது எப்படி இருக்குன்னா ஒரு டபுள் ஷேடு மாதிரி தான் இருக்குது அதாவது பெய்ஜ் அண்ட் பிளாக் காம்பினேஷன் அப்படிங்கிறதுனால இந்த ஒரு டிஃப்ரெண்ட்ஸ் ஷேடில் வருதுங்க ஃபுல்லாகவே சில்வர் ஜரி ஒர்க்குங்க நெக்ஸ்ட் சாரீ நம்பர் 223 ட்வெண்ட்டி நம்பர் 223 ட்வெண்ட்டி த்ரீ சாரியுடைய ப்ரைஸ் சிக்ஸ் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் ருபீஸ் ஒன்லி இந்த சாரி கிடைக்குங்க இது எல்லாமே ட்ரை வாஷுங்க ட்ரை கிளீன் அண்ட் நிறைய பேர் வந்து எங்களுக்கு அந்த லாஸ்ட்டு டூ வீக்ஸாக வந்து ஹெல்த் இஷ்யூஸு இருந்ததுனால நிறைய பேர் வந்து விஷ் பண்ணியிருந்தீங்க சீக்கிரம் நீங்கள் வந்து சரியாகி வரணும் நாங்கள் ப்ரே பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து அப்ரோச் பண்ணியிருந்தீங்க உங்கள் ஹெல்த்தை பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி கூட நீங்கள் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க இப்போ நீங்கள் பார்க்குறது பளுவன் ப்ளவுஸ் சேம் இதுக்கு முன்னாடி சொன்னேன் அந்த கிரே அண்ட் பேஜ் காம்பினேஷன் பாடி ஆஃப் சரி மெருன் கலர் சாரி நம்பர் டூ ட்வெண்ட்டி ஃபோர் சாரி நம்பர் டூ ட்வெண்ட்டி ஃபோர் பாடி ஆஃப் ஸாரி பர்பிள் கலர் பல்லுவன் ப்ளவுஸ் கிரே கலர் இதில் கோல்டு சில்வர் காப்பர் மூணு டெஸ்ட் டிசரிமே நம்ம யூஸ் பண்ணியிருக்கோங்க சாரீயில் பாட்டமில் வரக்கூடிய டிசைனே தான் உங்களுக்கு பல்லுலேயும் வரும் நல்லாவே கிராண்ட் லுக்காக இருக்கக்கூடியது தாங்க இதுவுமே இந்த சாரிலையுமே உங்களுக்கு கீழே காட்டுறேன் பாருங்க எவ்வளவு தூரம் இருக்குங்கிறத நீங்களே பாத்துக்கலாம் நெக்ஸ்ட் சாரி நம்பர் பலோன் டோஸ் கிரே கலர் பாடி ஆஃப் சாரி பாடி ஆஃப் சாரி பாத்துட்டீங்கன்னா பிளாக் அண்ட் கோல்டன் எல்லோ காம்பினேஷன்ல இருக்குங்க இந்த கலருமே ரொம்ப மோஸ்ட் வாண்டட் தான் நம்ம புட்டா சாரியில் இந்த கலர் சாரி வந்தாலுமே நிறைய பேர் அந்த சாரீஸ் வந்து என்கொயரி பண்ணி நிறைய பேர் வந்து ரீஸ்டாக் இந்த இந்த கலரில் கொண்டு வாங்க நிறைய பேர் சஜஷன்ஸ் கொடுத்துருந்தீங்க ஸோ அந்த மாதிரி மோஸ்ட் வாண்டட் கலர் தான் இதுவும் நெக்ஸ்ட்டு சாரி பார்த்துடலாம் சாரி நம்பர் டூ இது ஹைபிஸ்கஸ் பேட்டன் சாரி நம்பர் 226 டுவெண்ட்டி சிக்ஸ் பாடி ஆஃப் சேரீ நேவி ப்ளூ டார்க் நேவி ப்ளூ பல்வேன் ப்ளவுஸ் கிரே கலர் ஸோ க்ரே அப்படின்னாலே கண்டிப்பாக வந்து பிளாக் கலர் த்ரெட்டு விசிபிளாக இருக்குங்க தயவு செஞ்சு அதை மைண்டில் வச்சுக்கோங்க அண்ட் இன்னொன்னும் சொல்லிடுறேங்க இது கைத்தறையில் மேக் பண்ணுது இப்போ இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா லைட் அண்ட் டார்க் கலர் இந்த ஹூக் மார்க்ஸ் எல்லாம் தெரியும் இது டார்க் கலராக இருந்தால் உங்களுக்கு இவ்வளோ விசிபிள் தெரியாது அதே மாதிரி இந்த புட்டா பாருங்களேன் இங்கே இது வந்து இங்கே ஹூக்ஸ் மாட்டே நம்ம இழுத்து அவங்க நெய்யறதுனால இந்த மாதிரி மார்க்ஸ் தெரியும் இது எல்லாமே பார்த்துட்டிங்கன்னா மிஸ்டேக் கிடையாது யூஷுவலாக நெசர்வ் பண்ணுறதுல வரக்கூடிய ஒரு விஷயந்தாங்க ஸோ இதெல்லாம் டேமேஜே இல்லைங்க ஏன்னா மேக்ஸிமம் சாரீஸ்லாம் அந்த மாதிரி இருக்கும் அண்ட் அதுவும் இல்லாமல் மழை காலத்தில் அவங்க நெய்யறதுக்குமே கொஞ்சம் சிரமப்படுவாங்க அதுக்கேற்ற மாதிரி இது இருக்கும் நெக்ஸ்ட்டு சாரீ இந்த வீடியோவில் லாஸ்ட்டு சாரீ சாரி நம்பர் டூ ஜீரோ ஃபைவ் இது வந்து சூப்பரான ஒரு எல்லோங்க மேபி வீடியோ வந்து கொஞ்சம் அப்படியே இதாகலாம் ப்ளிங்க் ஆகலாம் ஏன்னா இந்த கலருக்கு கண்ணை பறிக்கக்கூடிய ஒரு கலர் ஸோ அது வீடியோவுக்குமே அது அப்படி தான் இருக்குது ஃபுல்லாகவே ஒரே கலருங்க சிங்கிள் கலர் மேங்கோ எல்லோ கலர் கோல்டு அண்டு சில்வர் ஜரியில் இருக்குதுங்க ஸோ இந்த ஒவ்வொரு சாரியுமே உங்களுக்கு 6,700 தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு கிடைக்கும் வித் இந்த சில்க் மார்க் சர்டிஃபிகேஷனோட தேங்க் யூ தேங்க் யூ ஃபார்